சரி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் நியூ வீடியோ மஷ் பிரியாணி மஷ்ரூம் பிரியா ஃப்ரைட் ரைஸ் தான்